வணக்கம் என் பெயர் படிக்கிறேன் என்கிறோம் மக்கள் கூட்டமாக வாழ்வதால் சமுதாயம் என்றால் அங்கேயே கூட்டுறவு என்பது அவசியமாகிறது அனிமரம் தோப்பாவது அதுபோல் ஒவ்வொருவரும் தம்மான் மொழி மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் குறுந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலும் சமுதாயத்திற்கு செய்யும் கடமையாகும் அதாவது அவர் அவர் கடமையை செய்தாலே அது கூட தொண்டுதான் அந்த வகையில் படிக்கும் வயதில் இருக்கும் நான் ஒழுங்காக படிப்பதே அடிப்படை தொன்னா நினைக்கின்றேன் இது தனக்கு மட்டுமே பயன் தருவது சுயநல வட்டமாக கருதி சமக்காக செய்யும் பெரிய வட்டம் போடுவது எனக்கு மகிழ்ச்சி தற்போதைய சமுதாயத்தில் கொரோனாவால் பாதித்திருக்கும் போது என் தங்கையுடன் சேர்ந்து மூவாயிரம் ரூபாய் நலன் தொகையாக அறிவித்தேன் அது எனக்கு மகிழ்ச்சியை சிரிப்பில் இறைவனை காணலாம் என பழமொழியை ரசிக்கத் தொடங்கினேன் நற்றினையின் வெற்றிப்படிகள் பென்சில் ஆகியவற்றை கொடுப்பது என் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கழிவறை இருப்பது உறுதி செய்வது கழிவறை இல்லாத வீடுகளுக்கு அரசு திட்டம் மூலம் கழிவறை ஏற்பாடு செய்வது உதவில்லா ஆளில்லா பெரியவர்களுக்கு என்ன மனித உதவியை செய்வது என்பதே தற்போதைய பங்களிப்பு சமுதாய தாகத்தில் அன்னை தெரசவை பற்றி அலசி ஆராயத் தொடங்கேன் அன்னை தெரசா ஆதரவற்ற சாலையோர விடப்பட்ட குழந்தைகள் அக்கறைவனும் வளர்த்திருந்தவர் அவர் அந்த இல்லாதவர்களுக்காக இருப்பவர்களிடம் சென்று கையேந்திய போது ஒரு செல்வன்கள் இந்தா என்று எச்சிலை தொப்பினார் அதற்கு சற்றும் வருத்தமையான அன்னை இது எனக்கு என் குழந்தைகளுக்கு உங்களால் உங்களை தாருங்கள் என்று கேட்ட ஒரு கணத்தில் மனம் மாறி உதவினார் அன்னை தெரசாவை ஒரு கவிஞர் சொன்னாராம் அன்னை தெரசாவிற்கு திருமணமாகித்தார் சில குழந்தைகள் மட்டுமே தாயாகி இருப்பார் திருமணமாகாதான் என் நற்ற குழந்தைகளுக்கு தாயாகினார் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் சமுதாய சமுதாய வளர்ச்சி என்னால் இதை செய்ய வேண்டும் ஒருவேளை நான் மறுத்துனால் ஐந்து ரூபாய் டாக்டர் பத்து ரூபாய் டாக்டர் என்று கேள்விப்படுகிறோமே அப்படிப்பட்ட ஆசைகள் என்னுள் ஆட்டம் போடுகிறேன் எனக்கு கல்பனா சாவுள் அப்போல் விண்ணிற்கு சென்று அறிவியல் செய்வே செய்வதற்கு எல்லாம் ஆசை இல்லை நான் தனியாக இருக்கும் போது என்ன சமுதாய வளர்ச்சிக்கு எந்த உதவ முடியும் சமுதாய வளர்ச்சி என் பங்கு அதிகமாக இருக்குவிடம் நான் ஆசைப்படும் போது என் தொலை நோக்கி கண்ணாடி தெளிவாக அரசியல் என்னும் அற்புதம் தான் இந்தியாவின் இருபு பெண்மணி காந்தி போல ஏழை பங்காளன் காமராசர் போல புரட்சி பெண்மணி ஜெயலலிதா போல சிறந்த ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக மாறி சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுவது எனக்கு ஆசையாக உள்ளது நான் பெரிய வளரும் போது சமுதாய வளர்ச்சி என் பெரியதாக இருக்கும் நன்றி வணக்கம் நல்ல சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் நன்றி வணக்கம்